வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மினிட் சாட்டில் எப்படி பிரேக் அவுட் நடக்குது பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு எப்படி கால் வருதுன்றதான் நம்ம டெய்லி லைவில் பார்க்குறோம் அதுவும் கால் வரக்கு முன்னாடி சார்ட் எப்படி இருக்குது கால் வரையில் சாட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம லைவாகவே வந்து ஷோ பண்ணிடுவோம் தான் ஸோ நமக்கு ஒரு பைக் கால் வந்திருக்கு அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அதே செல் கால்னால் ரெட் கலர் அது ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பாப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு எண்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை அட் தேர்ட்டி நைன் த்ரீ எயிட்டி சிக்ஸ் இருக்குது இந்த பாயிண்ட் வரையில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை இந்த பாயிண்ட் கிட்ட வரையில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்ரிடே பார்த்திங்கனா ஜஸ்ட்டு இதில் வர ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சாலே ஓன் ட்ரேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் இல்லைன்னா இதில் வர கால்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கால்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் த்ரீ எயிட்டி சிக்ஸ் என்ட்ரி ஃபோர் எயிட்டி பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்ட் ஆல்மோஸ்ட் 100 ஹண்ட்ரட் பாயிண்ட் ஷோ பண்ணுது ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ஷோ பண்ணது அதே மாதிரி செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் மாதிரி ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இந்த கால் பார்த்து ட்ரேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும் இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் சார்ட் பாருங்க இதுல எப்படி கால்ஸ் போகுதுன்னு பாருங்க நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்றோம் ஸோ ஆப்ஷன்லேயே கால் வரையில எப்படி வந்திருக்க ஒரு கால் ஆப்ஷன் சார்ட்ல எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்றதையும் நீங்க ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ப்ரீயஸ் காலான இந்த செல் காலேயும் பார்த்துடலாம் சோ உங்களுக்கு இன்னமும் ஒரு ஐடியா கிடைக்கும் பை கால் போய்கிட்டு இருக்கு அது லைவ்வில் இருக்குது செல் கால் பார்த்தீங்கன்னா நேத்து ஓப்பன் ஆகிட்டு ஃபினிஷ் ஆச்சு இந்த கால் ஜென்ரேட் ஆனது நேற்று ஒரு ஆஃப்டர்நூன்ல ஜென்ரேட்டாக இருக்குது தேர்ட்டி நைன் த்ரீ வந்தது பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட் மேலே தான் ட்ரேடிங் போயிருக்கு ஒரு டூ ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் டவுன் சைடில் ஒரு செகண்ட் ஆர்ட் வரைக்கும் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டையும் அனலைஸ் பண்ணி சொல்லிடும் கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு கால்ஸும் கொடுக்கும் அதில் கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு இந்த டூலை உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ டைம் 9:30 الميلாகுது நமக்கு 100 பாயிண்ட் மூமெண்ட் अपर சைடுல குறித்து டார்கெட் ஆன் ब्रेकアウト பண்ணியிருக்கு இந்த 39 500 ரேஞ்ச் நல்ல ஒரு ரவுண்டான ரேஞ்ச் சோ அத பிரேக்アウト பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் 5 मिनिटஸ்ல பாருங்க நமக்கு 80% டார்கெட் ரீச் கொடுத்துச்சு 39 480 வந்து பட் அதுக்கு அப்புறம் டவுன்ல இப்போ अगेन பாத்தீங்க அப்படினா ஒரு 9:30 கி எண்ட்ரி பாயிண்ட்ல தான் டிரேடிங் போச்சு আফ터 9:30 இப்போ ஷார்ப் மூமெண்ட் அந்த மூமெண்ட்ல நமக்கு 39 500 ரேஞ்ச் கிட்ட க ரீச் கொடுத்துருக்கு கரெக்டா 39 500 விட்ஸ்ல டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஒரு ஆப்ஷன் பைக் கால் வந்திருக்கு ரேஞ்ச் வரைக்கும் போக ட்ரை பண்ணிருக்கு ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட்ல கால் ஜெனரேட் ஆகி மூமெண்ட் இப்படி தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதுல மெசேஜ் அனுப்புறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்